watching videos without subscribe is injurious to youtube but rope ullai kullu subscribe now ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நான் உங்க ஆர்ஜே மௌனிகா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மசால் வடை விவசாய எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கு இந்த அளவுக்குள்ளவும் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது மசால் வடையஃபம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு உருவத் தோற்றம் அதை பற்றி தான் பேச போறோம் அப்பியரன்ஸை வச்சுதான் இவங்களுக்கு இதுதான் தெரியுதுதான் தெரியாது இதுக்கு நீ லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க நம்ம மனுஷங்க அப்பியரன்ஸை வச்சு எப்படி எப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா நீ ஒல்லியா இருக்க நீ ஹைட்டாக இருக்க நீயே ஷார்ட்டாக இருக்க நீய கரு நீட்ட நீ இண்ட் பண்ணிவாரு சேர்ந்த ஒருத்தர் இவரை அமெரிக்காவில் இருக்கிற ஏழ் யூனிவர் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டு இருக்காங்க அப்ப அவர் போயிருக்காங்க அந்த இவரை பார்த்துட்டு இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அங்கே திங்க் பண்றாங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து இவரை கொஸ்டின் பண்றான் என்ன கொஸ்டின் அப்படின்னா பிகாஸ் அப்படிங்குறத த்ரீ டைம் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றான் அப்போ அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நோ சென்டென்ஸ் பிகைன்ஸ் வித் பிகாஸ் பிகாஸ் பிகாஸ் இஸ் ஏ கன்சக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதுக்கு தமிழ்ல எந்த ஒரு வாக்கியமும் பிகாஸை கொண்டு தொடங்காது ஏன்னா பிகாஸ் அப்படிங்கிறது இணைந்து சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் மறுபடியும் இவரை கொஷின் பண்ணுறான் என்ன கொஷின் அப்படின்னா ஏபிசிடி இது இல்லாத வேர்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறான் அதுக்கும் ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் ஜீரோ டூ நைன்ட்டி நைன் சொல்லி முடிக்கிறாரு அப்போ அங்கே இருந்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க இவர் பார்த்தா இப்படி இருக்காரு இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சோம் ஆனால் இவருக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்களாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது யாரு அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டீங்களா இவரை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த ஒரு ஸ்பீச் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் தெரியாதவங்களுக்கு நான் யாருன்னு சொல்கிறேன் வேற யாரும் இல்லை நம்ம அறிஞர் அண்ணாதுரை அண்ணாவோட ஸ்பீச்சில் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ அங்கே உள்ளவங்களாம் அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணது தப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்களும் ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் வெளில கொண்டு தெரியாது. பாருடப்பாரு உனக்கு உனக்குள்ளும் சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழிபாரு சுப வேலை நாளை மாலை சூடி என்னம் என்ன பணம் ஏஆர் ரகமான் இதுதான் இதுக்கு கரெக்டா நினைக்கிறேன்